வணக்கம் பரகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க திருப்பி கொரோனா ரொம்ப அதிகமாகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கள அதனால் எல்லோரும் பத்திரமா இருங்க மாஸ்க் போட்டுட்டு தான் எங்கேயும் போகணும் ஓகேயா ஓகே வாங்க உங்களுக்கு இன்றைக்கி புது பாட்டு பாடுவோம் மரங்குத்தி பறவை பார்த்துருப்பீங்கள்ல மரத்தில் ஏறி டொக் டொக் டொக் டொக்னு கொத்திக்கிட்டே இருக்குமே அதை பற்றி ஒரு பாட்டு பாடுவோமா வாங்க மரங்குத்தி பறவை டொக் டொக் டொக் டொக் மரங்கொத்தியே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் டொக் டொக் டொக் டொக் மரங்குத்தியே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் மரத்தில் உணவை கண்டாயோ வயிற்று பசியை தீத்திடவே மரத்தில் உணவை கண்டாயோ வயிற்று பசியை தித்திடவே டொக்டொக் டொக் டொக் மரங்குத்தியே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் மூக்கால் மரத்தை கொத்துகிறாய் மூக்கால் மரத்தை குத்துகிராய் மூக்கும் உனக்கு வலிக்கெல்லியா மூக்கால் மரத்தை குத்துகிறாய் மூக்கும் உனக்கு வலிக்கலையா டொக் டொக் டொக் டொக் மரம் மரத்தை ஏனோ கொத்துகிறாய் மூக்கா இல்லை கோடாரியா அது மூக்கா இல்லை கோடாரியா இத்தனை வேகமாய் கொத்துகிறாய் மூக்கா இல்லை கோடாரியா இத்தனை வேகமாய் கொத்துகிறாய் மரங்கொத்திகே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் வண்ணங்கள் பழனிங்கள் கொண்டாலும் பலனிங்கள் கொண்டாலும் வண்ணம் எதுவு கொத்துவதோ வண்ணங்கள் பலனிங்கள் கொண்டாலும் வண்ணம் என்னவோ கொத்துவதோக் மரங்கொத்தியே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் டொக் டோக் டொக்டொக் மரங்குத்திகே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் உந்தன் முயற்சி பிடிக்கிறது உந்தன் முயற்சி பிடிக்கிறது உணவு தரேன் வருகின்றாயோ உந்தன் முயற்சி பிடிக்கிறது உணவு தருவேன் வருவாயோ டொக்டொக் டொக்டொக் மரங்குத்தீகே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் டொக்டொக் டொக்டொக் மரங்குத்திகே மரத்தை ஏனோ கொத்துகிறாய் என்ன குழந்தைகளே எப்படி இருக்கு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்டால் பண்ணணும் ஓகே அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல குழந்தை பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழில் கவித் தல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பாய்ங்